வேதங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இத்தனை இருக்கும் போது யோகம் எதுக்குங்க அவசியம் யோகம் ஏங்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மந்திரம் இருக்கும்போது மந்திரத்திலேயே நான் ஒரு உச்சகட்ட நிலைக்கு போறேனே நான் ஏன் யோகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இருக்கிற மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் ஒருத்தருக்குது ஒருத்தருக்கு அஜித் ஒருத்தருக்குது கர்மயோகம் அன்னதானம் தர்மத்தின் பாதையில் இருக்கிறது உபதேசம் செய்வது அது போக அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப் பண்றது தனக்காக அடுத்தவனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்புறது நைய பேர் வந்து தியாககுமாரு கடந்த ஒரு மூணு மாதமாக வந்து பையனுக்கு வந்து ஒரு புக் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தோம் அது எங்கெங்கேயும் ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல அப்புறம் பரம்பரல் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் எங்கள் முகம் தெரியாது ஆனால் ஒரு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இது கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்போம் ஒரு வாரம் பையன் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸ்கூலில் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுருந்தோம் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரமாக ஃபாலோப் பண்ணி எங்களுக்காக ஒரு அஞ்சாம்தேதி இந்த செக் எங்களுக்கு போட்டு அமைச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பையனுக்கு வந்து புக்ஸும் வாங்கிட்டோம் பையனு இப்போ ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான் யார் என்னன்னு தெரியாமே எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப சிரமத்தில் இருந்தோம் நாங்கள் எங்களுக்காக வந்து ஃபவுண்டேஷனில் வந்து முகம் தெரியாத நபர்கள் எங்களுக்கு வந்து மிகவும் சிரமப்பட்டு இந்த உதவி பண்ணியிருக்காங்க எங்களுக்கு மிக்க மிக்க நன்றி பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு இந்த மாதிரி வந்து எல்லோருக்கும் இந்த உதவி கிடைக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே என் நன்றி தெரிவிச்சுருக்காங்க என் பையனும் வந்து அப்போ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னால் இந்த தேங்க்ஸ் வந்து எனக்கு இல்லை வந்து பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு தான் இந்த தேங்க்ஸ் நாங்கள் தெரிவிக்கிறோம் மிக்க மிக்க நன்றிங்க உதவி பண்ண எல்லா நல்லுலங்களுக்கும் நான் திருவடியை வணங்கிக்கிறேன் மிகவும் மிகவும் தாழ்மையுடன் என்னோடய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா சிவாய நம்மையா சிவாய குருவே சரண அனைவருக்கும் வணக்கம் வேதங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இத்தனை இருக்கும் யோகம் எதுக்கு அவசியம் யோகம் ஏங்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முதல்ல யோகம்னா என்னன்னு தெரிஞ்சு யோகம்னா அடிச்சுட்டு ஊத்துது கொட்டுது அப்படி அர்த்தம் கிடையாது யோகம் என்றால் இணைதல் என்று பொருள் எது எதோட இணைகிறது மனம் ஆத்மாவோடு போய் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் யோகம் சொல்லுவாங்க ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் இணைஞ்சிருச்சுன்னா உச்சகட்ட யோகம் அதுதான் இருப்பதிலே மிக சிறந்த இணைதல் மிக சிறந்த உச்சகட்ட யோகம் இதுல மந்திரம் இருக்கும்போது மந்திரத்திலேயே நான் ஒரு உச்சகட்ட நிலைக்கு போறேனே நான் ஏன் யோகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இருக்கிற மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க எப்படி சொல்ல முடியும் ஒருத்தருக்கு பால் பாயசம் பிடிக்குது ஒருத்தருக்கு சாப்பாடு பிடிக்குது ஒருத்தருக்கு தோசை பிடிக்குது ஒருத்தருக்கு இட்லி பிடிக்குது ஒருத்தருக்கு விஜய் பிடிக்குது ஒருத்தருக்கு அஜித் பிடிக்குது ஒருத்தருக்கு சிவகார்த்தியம் பிடிக்குது ஒருத்தருக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அப்ப இதுல நீங்க எப்படி நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க மந்திரங்கள் என்ற ஒன்று இருக்கும் போது அது மந்திரத்தை விரும்பவர்களுக்குத்தான் அது வந்து உச்சக்கட்ட நிலையை கொடுக்கும் யோகத்தை விரும்புவவர்களுக்கு அது எப்படி உச்சக்கட்ட நிலையை கொடுக்கும் ஒவ்வொருத்தவங்க உடல் சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி பிராக்டிஸே மாறும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறப்போ வந்து இப்போ மந்திரமே சொல்லி சொல்லி மனம் ஒடுக்கம் ஒடுக்கமாக பயிற்சி செய்யப்பட்டவர்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யோகம் செட் ஆகாது யோகத்தை செட் ஆனவளை கொண்டே மந்திரம் அது செட் அதனால உங்களுக்கு எது செட் ஆகுமோ உங்களை எது வழி உங்களுக்கு உண்டானது எதுவோ அதை தீர்மானித்து நீங்கள் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் இதுல இந்த மந்திர பாதை அப்படின்றது வந்து இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதுன்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறத கிரியை அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ ஒருத்தருக்கு சரியை செட் ஆகும் பக்தி செட் ஆகும் ஒருத்தங்களுக்கு வந்து மந்திரம் தான் செட் ஆகும் ஒருத்தங்களுக்கு கர்மயோகம் கர்மயோகம்னா என்ன அன்னதானம் பண்றது தர்மத்தின் பாதையில் இருக்கிறது உபதேசம் செய்வது அது போக அவங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்ப பண்றது தனக்காக வராமல் அடுத்தவனுக்கே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்புறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னே ஒரு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போறவனை பிடிச்சு கூப்பிட்டு வந்து நீ யோகம் பண்ணு உட்காரு மூச்சுருத்து அப்படின்னா போடாட்டே இன்னொன்று ஆயிரம் பேர் கூட சாப்பாடு போறேன் தயவுசு இதெல்லாம் என்னை பண்ண கூடாது அப்படின்றான் ஏன்னா அதுல மனம் ஒடுங்கி பழக்கப்பட்டுட்டான் அவனை கொண்டு யோகம் பண்ணுன்னு எப்படி பண்ணுவான் யோகம் பண்ணுறவனை கொண்டு போய் கர்ம யோகம் பண்ணி போய் சாப்பாடு போடு அப்படின்னா எப்பா நான் உட்காந்தே பயிற்சி பண்ணி மனசுக்கு நான் கத்துக்கிட்டேன் நான் ஏன்பா போய் சாப்பாடு போடணும்பான் ஒருத்தன் இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லியே பழகப்பட்டவனை கொண்டு நீ பக்தியில போ அப்படின்னா மந்திரத்தோட பவர் நான் உணர்ந்துட்டேன் நான் ஏன் பக்தியில போகணும்மா சரணாகதி நிலையில பக்தி நிலையில இருக்கிறவனை புடிச்சு கூட்டு வந்து நீ வந்து போய் நீ ஞானத்துக்கு போய் பேச்சுவார்த்தை கூடு விளக்கம் கொடு ஸ்பீச் கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது முருகனை தான் தெரியாரு யாருமே தெரியாது எனக்கு பெருமளத்தான் தெரியாது யாருமே தெரியாதுமாங்க இது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம்தான் செட் ஆகும் அந்த விஷயம் உங்களுக்கு எது அப்படின்றத புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் இதுல பெரிய பியூட்டி என்ன பரம்பொருள் யோகம் என்பது ஐந்தும் கலந்த கலவை தீட்ச வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும் ஈஸியஸ்ட் மெத்தடு அஞ்சுமே வரும் பரம்பொருள் யோகம் என்பது எதனுடைய கூட்டணிவு எதனுடைய வாழ்வியல் முறைனா சரியை பக்தி வந்துடும் சரணாகதி வந்துரும் பரம்பொருள் யோகத்துல கிரியை மந்திரமும் வந்துடும் மந்திர உபதேசமும் வந்துடும் கர்ம யோகம் அன்னதானம் போடுறது எப்படி வாழணும் எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழணும் எப்படி ஒருத்தனுக்கு அர்ப்பணிப்பட செயல்படணும் அது உங்களுக்கு எப்படி அருளை கொடுக்குன்றது கர்ம யோகமும் யோகம் நம்ம பண்ணுறதே ஞான யோகம்தான் அதுவும் வந்துடும் ஞானம் எண்டு பார்க்கும் பயிற்சி பேசி புரிய வைக்கக்கூடியது எல்லாமே கலந்த பயிற்சி பரம்பொருள் யோகம் இது ஐந்து நீங்க பண்ணும்போது எப்படி நீ மிஸ் ஆ இறைவனை பார்க்கறது சோ அதனாலதான் இருப்பதிலே மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்குன்றதுதான் குருமார்களின் அருகாசிகளினால் ஆசீர்வாதத்தினால் உங்களுக்கு வழங்கப்படும் யோகம் பரம்பொருள் யோகம் நன்றி வணக்கம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சம்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு நண்படியாக நீங்க அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள்